ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கப்போம் கப்பிப்போம் இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல என்ன பாக்க போறோம்னா நம்ப ஸ்ட்ராயிங் வாங்க எப்படின்னு பாக்கலாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்